நீங்க புது அப்படுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கேன் மாஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூன்ருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக் ரேஷியோவில் நாலு ஸ்ட் அஞ்சு அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு மேலே நெஸ்ட்டுன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜுருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இண்டாப்ஷன் காட்டா அதை நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இதை அப்படி டிராக் பண்ணி வச்சிடுவீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே பாத்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் ருகாது நீங்க கொடுத்துடுவீங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பாயின் வந்துவாங்க ஸ்டார்டிங் பாயின் வந்த பிறகு இதுல ஒரு டெம்ப்ளேட் ஒன்றை ஆட் பண்ணப் போறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்க லேயர்ல போய்ட்டு மீடியால போய்ட்டு டவுன்லோட்ஸ்ல போய்ட்டு அதை நீங்க எடுத்துக்கிங்க அது எடுத்து பிறகு நீங்க அதுமே நீங்க அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் திட்டு இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்துருக்கோம் அது நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு அது மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வலைசில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் கலர் ஃபில்டர் ருகாது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேசிக்கின் ருகாதி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பி சீரோ ஃபைன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் அது மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வலைசில பாக்ஸுமாக இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வீடியோ எண்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் இந்த தேங்க ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வைங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் வளசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் கலர் ஃபில்டர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேசிக் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் பி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்தீங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்தப்பற அக்கே நீங்கள் அந்த டெம்ளேட் ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு இது வீடியோ எண்டுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் ரைட் மறுபடியும் நீங்கள் ரைட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோபடியே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த சிவப்பு கலர் டெம்ப்ளேட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரோமாக்கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எனேபிள் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா எனேபிள் ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெட் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் க்ரோமா கீ பக்கத்தில் டிக் ஆப்ஷன் கேட்கும் அது கொடுத்துங்க அதாவது உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போச்சு உங்களுக்கு ஃபோனு சுற்றி ஏதாவது கலர் இருந்தனா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ கலர் இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி ஓகேங்களா இந்த அளவுக்கு நீங்கள் இது தான் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த சேவப்பு கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரிமூவ் பண்ண பிறகு டிக் ஆப்ஷனாக கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா கேலரியில் போயிட்டு நீங்கள் அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க நீங்களா இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வளசியது பார்த்தீங்கன்னா பத்திரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வளர்ச்சியது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்திரி ரெண்டாக பாக்ஸ் மூணாவது இருக்குது அது வந்து கிராப்பிங் ஆப்ஷன் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்தளவுக்கு நான் இந்த அளவுக்கு கட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நீங்களும் இந்தளவுக்கு கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு மேலே டிக்காக பிறகு அகைன் அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மொபைல் பக்கத்தில் எப்படி ஃபுல் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு கீழே வா கீழே அப்படி வளர்ச்சி நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்காது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு நீங்களுக்கு இந்த மாஸ்க் பண்ணி கீழே இருக்கும் நீங்க ஒரு தேர்ட்டி அளவுக்கு நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்தேன் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் அந்த ஃபோட்டோமே கொடுத்து கிளிக் பண்ணி இது வீடியோ எண்டுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு ஷேடோ இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க லேயரில் போங்க லேயரில் போயிட்டு அதில் எஃபெக்ட் இருக்கும் அதில் போயிட்டு இதில் லீனியர் மாஸ்க் இருக்குது அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இது எதில் இருக்குது அப்படின்னா மேலே பாருங்கள் வீடு சிம்பிள் மாதிரி இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எனக்கு இப்போ நெட் ஆஃப் இருக்குது அதனால் எனக்கு வந்து இப்படி காமிக்கு இது உங்களுக்கு நெட்டு தேவை ஓகேங்களா நெட்டு ஆன் பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு செர்ச்சுன்னு காட்டும் அதில் போயிட்டு நீங்கள் லீடியாக மாஸ்க்கும் கொடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்த பிறகு உங்களுக்கு இதில் காட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லீனியர் மாஸ்க்கை ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது நான் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த லீனியர் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்னு காட்டும் அதில் போங்க அதில் போயிட்டு இதில் உங்களுக்கு ஆங்கிள் இருக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை நான் அளவுக்கு செட் பண்ணுற பாருங்கள் ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு இந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு மைனஸ் செவன்டி ஓகேங்களா செவண்டி யூன் பிறகு இதில் எக்ஸ்போசிசனில் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு வச்சுங்க ஓகே நான் இந்த அளவுக்கு ஓகேனா அந்தளவுக்கு செட் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு பதினேழு அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே பாருங்கள் கீழே பேக்ரவுண்ட் கலர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு டிகாப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு நீங்கள் மேலே வாங்க அதில் ஃபெதர்னு இருக்கா அது ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்க ஓகேங்களா ஃபுல்லாக நீங்கள் குறைச்சிங்க ஒரு 100 அளவுக்கு வச்சுங்க ஓகே ஹண்ட்ரட் அளவுக்கு வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு அகே நீங்கள் அந்த லின்ன மேலே அந்த டெப்லெட்னு ஒரு க்ளிக் பண்ணிட்டு இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் டிக் ஆப்ஸுன்னு கொடுத்துட்டு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சமான லிரிக்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் வலைசு எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்த பிறகு அகேன் நீங்கள் அந்த லிரிக்ஸ் மேலே ஒருத்தரவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க அதில் உங்களுக்கு லைன் தரிகிற மாதிரி இருக்கும் தெரிஞ்ச பிறகு நீ இப்படி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்த நான் எப்படி செட் பண்ணணும் அந்தளவுக்கு நீங்கள் இதில் எப்படி செட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு செட் பண்ணி இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ஜூம் பண்ணி மேலே டிகாப்ஷன் கொடுங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அது நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்க அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி வலசிய பாக்ஸ்மா இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கும் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அக்கே நீங்க அது மீட்ல ஒருத்தர் கிளிக் பண்ணி வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்க ரைட் ஆப்ஷன் குடுத்துட்டு மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாய்ட் வந்த பிறகு இப்போ நம்ம இதை பிளே பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க இதை விட ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது செம சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இதை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் இங்கே வளர்ச்சியில் மேலே பாருங்கள் அரை மாதிரி அது நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்